வணக்கம் மாணவர்களே அடிப்படை தமிழ் இலக்கண விதிமுறைகளில் ஒன்றான காலம் தொடர்பான காணொலியின் இரண்டாவது பகுதியோடு உங்களுடன் இணைந்திருக்கின்றோம் முதலாவதாக இந்த காணொலியில் நாங்கள் பார்க்க இருக்கும் விடயமே காலம் காட்டும் இடைநிலைகள் இந்த காலம் காட்டும் இடைநிலைகள் பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்னர் பகுதம் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும் என்பது இவ்வாறு பிரிக்கப்படக்கூடிய சொற்களின் உறுப்புகளாக அமையக்கூடியவை பகுதி இடைநிலை சந்தி சாரியை விகாரம் என்பனவாகும் இடைநிலை பற்றியே பார்க்க இருக்கின்றோம் அதுவும் காலம் காட்டும் இடைநிலைகள் தொடர்பாகவே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் பகுபத உறுப்புகளில் காலத்தை செயற்படுகின்றது இறந்த காலத்தை உணர்த்தைகளாவனவாகும் இங்கு வைத்தான் உண்டான் தின்றான் என்ற சொற்களை நாங்கள் பிரிக்கும் போது என்றவாறு அவை அமைகின்றன அதாவது ஆகிய இடைநிலைகளை பகுபத உறுப்புகளாக கொண்டு அவை அமைகின்றன அதாவது ஒரு சொல்லை நாங்கள் பகுப்பதம் தொடர்பான இலக்கண விதிமுறைகளுக்கு அமைவாக பிரிக்கும் போது உறுப்புகள் இடைநிலைகளாக அமையுமாயின் குறிப்பிட்ட அந்த சொல் ஒரு இறந்த கால வினை சொல் என்ற முடிவுக்கு நாங்கள் வர முடியும் அடுத்து நிகழ்காலத்தை உணர்த்தி நிற்கும் இடைநிலைகளாவன கரு ஆனின்று என்பனவாகும் உதாரணமாக ஆடுகின்றாள் வருகிறான் நடவா நின்றான் என்ற சொற்களை பகுபத விதிமுறைகளுக்கு அமைவாக நாங்கள் பிரிக்கும் போது ஆடு ஆள் ஆண் நட ஆண் என்றவாறு அவை அமைகின்றன அதாவது ஆகியவை இங்கு இடைநிலைகளாக அமைகின்றன இங்கு ான் என்பதன் பொக்கின்றான் என்பதாகும் அவ்வாறே உண்ணா நின்றான் உண்கின்றான் இறான் என்றான் இருக்கின்றான் ஓடான் என்றான் ஓடுகின்றான் செய்யான் என்றான் செய்கின்றான் என்றவாறும் பொருள் தரும் இந்த மொழியாட்சி என்ற பாவிக்கப்படுவது இல்லை இறுதியாக எதிர்காலத்தை உணர்த்தும் இடைநிலைகளாக என்பன காணப்படுகின்றன உதாரணமாக நட போன்ற எதிர்கால வினை நாங்கள் பிரிக்கும் போது அவை பிரிக்கப்பட்டு நிலைகள் எதிர்காலத்தை உணர்த்தும் இடைநிலைகளாக இங்கு செயற்படுகின்றன அவ்வாறே பின்வரும் எதிர்கால வினை சொற்களை நாங்கள் அவதானிப்போம் வருக அமர்களுமின் இந்த எதிர்கால வினை சொற்களை நாங்கள் பிரித்தெழுதும் போது அமர் கொணர் மின் என்றவாறு இவை பிரிக்கப்படும் இவற்றில் காலத்தை காட்டத்தக்க இடைநிலைகள் இருப்பதில்லை இத்தகைய சொற்களில் காலம் காட்டும் உறுப்புகளாக இருப்பவை க என்பதாகும்றை என்பது ஒரு செயலி செய்ய உடன்படாத நிலையை குறிப்பதாகும் உதாரணம் செய்யாது போகாது நிற்காது செய்ய மாட்டான் போக மாட்டான் இத்தகைய எதிர்மறை வினை சொற்களை உணர்த்தும் இடைநிலைகள் அவ்வாறு எமது அன்றாட வாழ்வில் நாம் அதிகமாக பாவிக்கின்ற சில சொற்கள் காலத்தை வெளிப்படையாக உர்த்ததில்லை பாவிக்கப்படுகின்ற சந்தர்ப்பங்களின் அடிப்படையிலேயே நாம் காலத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும் உதாரணம் ஒன்று கண்ணன் தனது பொறுப்பை சரியாக செய்யவில்லை இங்கு ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வேலையை கண்ணில் சரியாக செய்யவில்லை என்பதை பாடுபட்டு உழைப்பவருக்கு உறுதியாக பலன் உண்டு இங்கு இனிமேல் தான் பலன் கிடைக்கும் என்பதால் இது எதிர்காலத்தை உணர்த்தி நிற்கின்றது அடுத்து நாங்கள் வலுநிலை வளாநிலை வலுவமைதி போன்றன தொடர்பாக பார்க்க இருக்கின்றோம் இவை தொடர்பாகவும் நாங்கள் ஒரு முழுமையான விளக்கத்தினை தொடரும் காணொலிகளில் தர இருக்கின்றோம் இங்கு காலம் என்ற பகுதியுடன் தொடர்பான கால வலுநிலை கால வளாநிலை கால வலுவமைதி என்பன தொடர்பாகவே பார்க்க இருக்கின்றோம் முதலாவதாக கால வலுநிலை என்றால் என்ன என்பதை பற்றி இருக்கின்ற உணர்த்துபவர்கள் ஒரு காலத்திற்குரிய வினை சொல்லை வேறொரு காலத்துடன் தொடர்பு கூறுவது கால உதாரணம் மாலதி நேற்று உறவினர் வீட்டுக்கு போவாள் சந்திரன் நாளை தூங்கினான் நேற்று அடுத்து நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் கால வளாநிலை என்பதாகும் கால வளாநிலை என்பது இருந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய காலங்களில் இடம்பெறும் செயற்பாடுகளின் போது அந்த காலங்களுக்கு ஏற்ற விதத்தில் வினை சொற்கள் சரியாகவும் இலக்கண விதிமுறைகளுக்கு அமைவாகவும் இடம்பெறுதல் காலவளாநிலை என்பதாகும் உதாரணம் உறவினர் வீட்டுக்கு போனாள் சந்திரன் நாளை வெளிநாடு போவான் குழந்தை இப்போது தூங்குகிறான் சிறுவன் நேற்று விளையாடினான் ஒருவர் கருத்தை வெளிப்படுத்த அவை இலக்கண விதிமுறைகளுக்கு உட்படாவிடனும் ஒரு குறிப்பிடத்தக்க காரணத்தை முன்னிட்டு அவற்றை இலக்கண முறையை போல தவறின்றி ஏற்றுக்கொள்வதே வலுவமைதி இந்த வலுவமைதியானது திணை வலுவமைதி மரபு வலுவமைதி காணொலியில் கால வலுவமைதி தொடர்பான விடயங்களையே நாங்கள் பார்க்க இருக்கின்றோம் கால வலுவமைதி பின்வரும் சந்தர்ப்பங்களில் இடம்பெறுவதை அவதானிக்கலாம் சந்தர்ப்பம் ஒன்று முக்காலங்களிலும் அதாவது நிகழ்காலம் எதிர்காலம் ஆகிய மூன்று காலங்களிலும் ஒரு செயற்பாடு இடையறாது தொடர்ச்சியாக நடைபெறும் போது குறிப்பிடுவதாகும் உதாரணம் கடலில் அலைகள் எழுகின்றன சூரியன் மேற்கே மறைகின்றது இரவில் நட்சத்திரங்கள் மின்னுகின்றன சந்தர்ப்பம் விரைவுளுக்காகவும் விடையாக வர வேண்டும் இருப்பினும் விரைவு பொருளை உணர்த்த வேண்டிய சில சந்தர்ப்பங்களில் வந்து விட்டேன் என்று அந்த விடையை இறந்த காலத்தில் குறிப்பிடுவதும் சரியாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றது அந்த கடலில் நீராடினால் குறிப்பிட்ட அந்த கடலில் குளிக்க செல்பவர்கள் எதிர்காலத்தில் கூற வேண்டியதை செத்தாய் என்று இறந்த காலத்தில் கூறுவது அதாவது இங்கு மிகுதி பொருளை உணர்த்துகின்ற சந்தர்ப்பத்தை ஒரு காலத்தில் ஒரு காலத்தில் வேறொரு காலமாக கூறுவது எத்தில் நடக்க இருக்கும் நிகழ்வை எனக்கு வேலை கிடைத்துவிட்டது என்று இறந்த காலத்தில் கூறுவது இங்கு தெளிவுப் பொருளை உணர்த்தும் விதமாக ஒரு காலத்தில் நடைபெறு நடைபெற வேண்டிய நிகழ்வு பெரிதொரு காலத்தில் நடைபெறுவதாக கூறப்படுகின்றது மேட்டு பகுதிக்கு சென்றால் மழை பெய்வதின் நிச்சயம் என்பது யாவரும் அறிந்தது இதனை மழை பெய்தது என்று இறந்த காலத்தில் குறிப்பிடுவது எந்த இல்லாமலும் மேற்கு காணமாக வீட்டிற்கு செல்வேன் என்ற வாக்கியத்தில் சென்றேன் என்று இறந்த காலத்தில் கூறப்பட வேண்டியது செல்வேன் என்று எதிர்காலத்தில் எந்தவித காரணங்களும் இல்லாமலேயே சொல்லப்படுகின்றது நாங்கள் பார்க்க இருக்கும் விடயம் வினை தொகை என்பதாக வழிகாட்டுகின்றது இது ஒரு பேரச்ச தொடராகவும் அமைகின்றது அதாவது பேரச்சமாக வரும் வினையில் பேரச்சத்தின் விகுதியும் காலம் காட்டும் இடைநிலையும் முதல் நிலை மட்டுமே நின்று தொடர்ந்து வருவதாகும் என்று தொல்காப்பியனார் குறிப்பிடுகின்றார் காலம் கரந்த என்றால் காலம் மறைந்த என்பது பொருள் வினை தொகைக்கான உதாரணங்களாகும் இங்கு சுடு சொல் என்ற வினை தொகையை நாங்கள் அவதானிக்கும்போது அது சுட்ட சொல் உணர்த்தி நிற்பதை அவதானிக்கலாம் அவ்வாறு செயற்படுவதை நாங்கள் அவதானிக்கலாம் இந்த காணொளி நிறைவினை அடைகின்றது தமிழால் இணைத்து தமிழறிந்த அனைவருக்கும் நன்றி சார் வந்தனங்கள் நல்லதுமானவர்களே அடிப்படை தமிழ் இலக்கண விதிமுறைகள் தொடர்பான திணை பால் எண் இடம் காலம் என்ற ஐந்து பகுதிகளையும் நாங்கள் வெற்றிகரமாக நிறைவு செய்திருக்கின்றோம் இந்த காணொலிகள் தொடர்பான சேர்க்கப்பட்டுள்ளது காணொலிகளை பாருங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் உங்கள் ஆதரவினை எங்களுக்கு நல்குங்கள் அடுத்து ஒரு பயன்மிக்க பதிவுடன் தமிழ் முழங்க வரும் வரை உங்களிடம் இருந்து சூடரட்டும் தமிழ் மொழி படரட்டும் பாருங்கும்